எதுவாக இருந்தாலும் கேளுங்க பேசுவோம் ம் உட்காருங்க உக்குமரே சார் நீங்களும் நீங்களும் உட்காருங்க ம் சொல்லுங்கள் ம் ஐயா தன்னுடைய பேர் சிவக்குமார் புதுச்சேரியிலேருந்து வர்றேங்க ஐயா தனக்கு வந்து இந்த மனம் எங்கே உதிக்குது சரியான குளிப்படல உம் அது மனத்துக்கு வந்து மனம்ன்றது வந்து எண்ணங்களின் கூட்டு கூட்டமைப்பு அந்த எண்ணங்கள் வந்து வெறும் வந்து ஒலி மத்திரம் இல்லை எண்ணங்கள்னு சொன்னா நம்ம என்னென்ன நினைச்சுக்கிறோம் இப்ப வந்து நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் எண்ணம்ன்றது அடிப்படையில் அதாவது ஒலி வார்த்தைகள் எழுத்துக்களால் கோர்க்கப்பட்ட ஒரு தமிழ் பாஷையில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் இது மாத்திரம் இல்லை இதுக்கு பின்னாடி வந்து அடிப்படையில் வந்து ஒரு பாவம் இருக்கு மனம் வந்து ஒரு பாவத்தின் அடிப்படையில் எழு எழுகிறது இப்போ வந்து பறவை ஒரு இரு இனம் இருக்கு வச்சுங்க அடிப்படை தன்மை என்ன அந்த அந்த அது கொஞ்ச நாள்லேயே வந்து சிறகு முளைச்ச உடனே சர்வசாதாரணமா நம்ம பறந்துன்னு இருக்கோம்னு தெரியாம பறக்கிறது கரெக்டா பறந்துட்டுருக்கோம்னு தெரியாம பறக்கிறது அது உட்கார்ந்துட்டே வாழ்நாள் போரா இருக்கிறதுனா அது பறவை பறவைன்னே சொல்லக்கூடாது அது கரெக்டா வெறும் நிலத்துல நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு காக்காவோ குருவியோ புறாவோ கிளியோ உட்காந்து நடக்கிறதுக்கு கால்கள் கொடுக்கப்படல இறக்கைகள் பழைய பதிவுகள் வந்து பாவத்தோட உட்கார்ந்து பாவம்னா ஒரு ஃபீல் ஃபீல் இருக்குது தத்துரூபமான ஃபீல் இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸிலேருந்து பல விதமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம் பல விதங்களில் பண்ணிக்கிறோம் அந்த எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர்லாம் பண்ணுறோம் சின்ன எத்துனோண்டு பேட்ரி இருக்குது கரெக்டாக ரவுண்டு இந்த பேட்டரி அதுக்கப்புறம் வந்து இந்த செல்லு இருக்குது அதாவது அது இதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அது ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணின பிறகு கடைசியாக ஃபீபிளாக கூட அந்த டார்ச் லைட்டில் ஒரு ஒளியை காமிக்குது நம்ம இதுல வந்து ஒரு அஞ்சு கஷ்டப்பட்டு ரமண மகர்ஷி அவர்கள் வந்து அது வந்து உடலை கடந்தது பௌதீக விஞ்ஞானம் வந்து பிசிக்கல் சயின்சஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் பேசும் அதுவும் காமிக்க முடியாது புரியுதா நம்மெல்லாம் அதால் சூழப்பட்டிருக்கோம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸால் சூழப்பட்டிருக்கோம் கிராவிடேஷனால் சூழப்பட்டிருக்கோம் எப்போ பாரி எங்கே உட்காந்தாலும் அந்த வெயிட்டுக்கேற்ற மாதிரி உடம்பு வந்து கிரவுண்டடாக இருக்குது அந்தந்த அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெல்லிய சிறகு கூட இந்த இதெல்லாம் வந்து புறாமனுடைய இறகு பிஞ்சு போச்சுன்னா அப்படி ட்ரிஃப்டாயி ட்ரிப்டாயி அது கூட வந்து லேண்ட் ஆகிடுறது லேண்ட் ஆகிடுறது எங்கேயோ லேண்ட் ஆகிடுறது அதை விட அடர்த்தியான ஒரு இடத்துல வந்து அது லேண்ட் ஆகிடுறது அதைப்போல் நீங்கள் எங்கே தண்ணி வந்து கீழ்நோக்கி போகிறது எப்போவும் கீழ்நோக்கி போகிறது ஆவியானால் மேல் நோக்கி போகிறது ஸோ எடை குறைந்தால் அடர்த்தி குறைந்தால் எடை குறைந்தால் உடனே வந்து திரவ பொருள் ஆவியாகி அப்படியே மேலே போகிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் திங்ஸு நம்ம எண்ணமே எண்ணம்னா என்ன ஒலி ஒலி இப்ப நான் பேசுறது வந்து உங்க காதல விழுந்துட்டு இருக்கு இப்படி நடுவில் அப்படி டிராவல் ஆகுது இன்ஸ்டண்டா உங்க மனம் வந்து அத கிரகிக்கிறது ஃபீலோட கிரகிக்கிறது உங்க கேள்வியும் ஃபீலோட வருது அந்த ஃபீல் தான் பாவம் அடிப்படை பாவம் இந்த அடிப்படை பாவம் அதுக்கப்புறம் அதுல எழுந்த கவனம் நாட்டம் புரியுதுதான் உங்க கேள்வியா அது மாதிரி இருக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு அடிப்படை பாவம் வந்து மனம்ன்றத எங்க இருந்து உதிக்கிறது அப்படின்றது அடிப்படை பாவம் அது வந்து நாட்டமா மாறி கேள்வியா ஃபார்ம் ஆகி உணர்ச்சி மேலிட்டு எண்ணமா கேட்கிறேன் ஸோ ஆனா இதுக்குள்ள வந்து இவ்வளோ விஷயங்கள் சூக்கவுமா இருக்கு இப்ப வந்து ஒரு பௌதீக விஞ்ஞானம் இதுக்கு மேல போக முடியாது ஒரு தண்ணி ஆவியாரத காமிக்க முடியும் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சு மார்சுக்கு அனுப்ப முடியும் இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் மார்சில் ஏதாவது மினரல்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் போய் தடிக் பண்ணி அதெல்லாம் சேகரித்து அடிச்சுட்டு வந்து அதுக்கு சண்டை போடுவா ஏன்னா புரியுதா இப்போ பூமியில் வந்து கோல்டுன்னு ஒரு மெட்டல் வந்து அதுக்கோசரம் உலகமே அடிச்சுக்கிறது புரியுதா களவு இதெல்லாம் நடக்கிறது கொள்ளை இதெல்லாம் நடக்கிறது அடுத்தது வந்து அங்கேருந்து எதாவது விலை மதிப்புக்குரிய இந்த உயிரை இன்னும் நிறைய நாள் பாதுகாக்கக்கூடிய பொருள் ஏதாவது கிடைச்சிது வச்சுக்கோங்களேன் அதுக்கோசரம் இந்த உயிரை விழிப்பு நிலை உயிருக்கு பார்த்தீங்களா அந்த விழிப்பு நிலை உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அதுக்கு உடனே வெட்டிப்பான் கரெக்டா ஏன்னா மரணம் எல்லைன்னு ஆயிப்போச்சு ஆன்ம ஞானம் இல்லாதனால தான் யாருன்ற விவரம் தெரியாததுனால அஞ்சு கோஷங்களுக்குள்ள தான் வந்து எப்படி அடப்பட்டிருக்கோம் எண்ணங்கள் எண்ணங்கள் ஏன் உற்பத்தி எண்ணங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற உணர்ச்சிகள் ஏன் உற்பத்தி உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக இருக்கின்ற புத்தில வயாத நாட்டங்கள் அசைவுகள் ஏன் உற்பத்தி ஆகு இவை மொத்தமா ஒரு பாவம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றதே நான் மனிதன்றது கூட ஒரு பாவம் இல்லை சோ இந்த மாதிரி வந்து இவைகளுடைய விஞ்ஞானம் தெரியாத வரைக்கும் மனிதனுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு இன்னும் பத்தாயிரம் வருஷம் ஆகட்டும் ஒரு கோடி வருஷம் ஆகட்டும் அவன் ஒரு ஸ்டெப்பு கூட அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது கரெக்டா வைக்க முடியாது நவீன விஞ்ஞானத்தை இவ்வளோ தூரம் வந்து முட்டின்னு வந்து நிற்கிறோம் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை இப்போ நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு போன வைக்கிங்றது வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சா எவ்வளோ போய் அதுவும் கொடுத்துட்டு இருக்கு டேட்டாவை போறோமா இன்டர்ஸ்டலார் ஸ்பேஸில் அது எவ்வளோ ஸ்பீட்ல போயிண்டே இருக்கு பழைய அனுப்பிச்ச ராக்கெட்ஸ் எல்லாம் என்னென்னவோ வந்து இந்த சூரிய குடும்பத்தை விட்டு கடந்து போடுமா இந்த சூரியகுடத்தனுடைய விளிம்பு வந்து சனி கிரகமோ அந்த கிரகத்து அந்த கிரகம் அதனுடைய நிலவுகள் அதை கடந்து அது கிடையாது மை இருட்டு தான் அந்த மை இருட்டில் போயிண்டும் அங்கேருந்தும் மனிதனுடைய புத்தியானது எவ்வளோ அற்புதமான ஒரு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்கு ஆனால் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணால் கூட தான் இவந்து பண்றமை யாருங்க பண்றமை யாருன்றது உள்ளேதானங்க இருக்குது விஷயமா அதை மறைச்சிட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சு போற மாதிரி தானே இருக்கு உயிர் பயிற்று நல்லா பண்ற மாதிரிதானே இருக்கு இல்லையா அப்புறம் வந்து வேற்று கிரகவாசிகள் யாராவது இருக்காங்களா ஏலியன்ஸ் இருக்கா யூஎஃப்ஓ யூஎஃப்ஓ வந்ததுன்னுலாம் ரிப்போர்ட்டிங் அன்ஐடென்டிஃபைடு ஃபிளயிங் ஆப்ஜெக்ட்ஸ் புரியுதுங்களா அதாவது நம்மளுடைய விண்கலங்கள் கிடையாது நம்மளுடைய ஏரோப்ளைன் கிடையாது நம்மளுடைய இப்போ சபிஸ்டிகேட்டட் கிடையாது ராக்கெட்ஸ் கிடையாது சேட்டலைட்ஸ் கிடையாது வேற ஏதேதோ கிரகங்கள் என்ன வேணா இருக்கட்டும் வரட்டும் போகட்டும் யாருக்கு வரது இந்த பர்சீவர் அதை அறிபவன் அதை பார்ப்பவன் இந்த மாதிரி அது வந்து எங்கேயோ வந்து சைட்டிங் யுஎஃப்ஓ சைட்டிங்னு சொல்லுவாள் அங்கே அந்த மாதிரி நடந்ததெல்லாம் யாருக்கு நடக்கிறது பூமியில் வாழும் மனிதனுக்கு தானே நடக்குது ஒரு பறவையாக பார்க்குறது பசுமாடாக பார்க்குறது ஸோ அங்கெல்லாம் யதார்த்தமாக இருக்குது அஞ்சறி வரைக்கும் யதார்த்தமாக இருக்குது வேற்று கிரகங்கள் கூட யதார்த்தமாக இருக்குது இந்த சூரிய குடும்பத்தை விட்டு இருக்கிற வேறு வேறு கிரகங்கள் வேறு வேறு நட்சத்திர குடும்பங்கள் என்னென்னவோருக்கு அனந்த கோடி ஸ்பேஸே எல்லை இல்லாததுன்னா அந்த எல்லையில்லாத ஸ்பேஸே பொய் ஸ்பேஸுன்னா காணல் நீர்னா காணல் நீர் உண்மை இல்லை ஸோ பிரம்மாண்டமே எதனால் எழுகிறதுன்றது இங்கே கேட்ட கேள்வி என்னோட அடிப்படை மனம் எங்கிருந்து வருகிறது ஃபஸ்ட்டு மனம்னா என்னன்னு இப்போ சொல்லிட்டுருக்கேன் மனம்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான எல்லையில்லாத ஸ்பேஸ் அளப்பரிய ஸ்பேஸ் மனமே மனத்து மனத்தில் பதிந்த பதிவு ஸ்பேஸ் பொருமா அப்படின்னா அதுக்குள்ள வந்து அதுக்குள்ள அந்த ஸ்பேஸுக்குள்ள நீங்க வடிவமா இருக்க மாதிரி உங்க நெனப்பு வந்து உங்களை அடக்கி உள்ள கொண்டு வருது கரெக்டா உங்க பஞ்ச கோஷங்களுக்குள்ள சந்தேக உணர்ச்சியாத்து ஆதி நாள் இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை சொன்ன ஒத்தரான பகவான் ரமணமகிருஷியும் புத்தர் சொன்னாரு ஆனா அவ்வளவு சயின்ஸ் எல்லாம் இந்த பூமிக்கு தாங்குற அளவுக்கு இது கிடையாது பக்குவம் கிடையாது அதனால் வெறும் முக்தின்ற லெவலுக்கு எடுத்துட்டு நேரடியாக அவர் அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவர் மேலே நம்பிக்கை குரு மேலே நம்பிக்கை புத்தர் மேலே நம்பிக்கை அவருடைய சச்சங்கத்தை மேலே நம்பிக்கை அப்படியே அவரை சரணடைஞ்சு முக்தி அடைஞ்சவங்க இருந்தாங்க நேரடியாக ஸோ அந்த சயின்ஸ் தேவையில்லை அதனால வந்து உலகத்துக்கு வந்து விஞ்ஞானம் ரொம்ப முக்கியமாச்சே ஸோ அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு நடுவில் ஜெய கிருஷ்ணமூர்த்தி இவங்கள்லாம் பேசியிருக்காங்க நம்ம பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்கெல்லாம் அனுபவிக்கிறவங்க புரியுது அவங்கெல்லாம் பரம்பருளே ருசிச்சு சாப்பிட்டுன்னு இருந்தாங்க அவர் சாப்பிட்ற நீர்ல வந்து கோதை சொன்ன மாதிரி ஆண்டாள் சொன்ன மாதிரி பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இல்லையா அப்படிலாம் சொல்றா இல்லையா உண்ணும் உணவு அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் அந்த பரமனையே பார்க்கறேன்றது அதெல்லாம் அனுப அனுபூதி கடந்து வந்தவங்க அதுலேயே அவங்க வந்து அந்த கடைசி பிறப்பாக அப்படி வந்துட்டு உலகத்துக்கு ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறதுக்கு வந்தவங்க அவங்கள கிளிம்ஸு ஆனால் அங்கே வந்து விஞ்ஞான விளக்கம் கிடைக்காது இல்லை சரியாக சொல்லலைன்னு சொல்லக்கூடாது அவங்க அனுபவிச்சாங்க அவங்க அவங்க அவங்களே அனுபவிச்சு நிறுத்தாங்க அவங்களுடைய அனுபவத்துலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் கிடையாது அவங்களுக்கும் சொல்கிற அளவுக்கு தேவை கிடையாது புரியுதா ஒரு தேவை இருக்கணும்ல அவருக்கு அதுவாகவே இருக்காங்க அப்படியே அப்படியே போயிட்டு இருக்காங்க சோ இப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விஞ்ஞானம் முற்றிக்கிட்டே வந்து நின்று அதனால நிறைய கலைபுரம் நடந்துட்டு இருக்கு ஆன்மீகத்துல பயங்கர கலைபுரம் நடந்துட்டு இருக்கு ஆன் சொல்லுங்க அந்த இடத்துல நான் மனிதன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நினைப்புலதான் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல அந்த நினைப்புக்கும் ஏன்னா எது வந்தாலும் ஒரு அந்த நினைப்பு ஞாபகம் மூலமா தான் நான் நான் நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு மனுஷன் அப்படின்றத வந்து கொண்டு வரேன் இந்த இந்த நினைப்புக்கும் மனத்துக்கும் என்னங்கயா தொடர்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நினைப்பு நினைப்பு அதாவது இந்த பிரம்மாண்டமே அதில் இருக்குன்னு சொன்னேன் மனத்துக்குள்ள மைண்ட் இஸ் எவ்ரி திங் உலகு உண்டோ அப்படின்னு கேட்கறாரு ரமண மகர்ஷி மனத்துக்கு மனத்துக்கு அந்நியமா உலகம்னு இதானு இருக்கா அப்படின்னு தான் அர்த்தம் அந்த உலகமும் மனம் உங்களுடைய நினைப்பும் மனம் நீங்க உங்களுடைய பௌதிக சரீரமும் மனம் அந்த நினைப்புக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகளும் மனம் புரியுதா அந்த சந்தேக உணர்ச்சிகளும் மனம் அந்த கவனங்களும் மனம் சகலமும் மனம் நினைப்பால குறுகிறீங்கன்னா உங் நம்மளுக்கு உண்மை தெரியல இல்லை இப்ப நான் உண்மையை விளக்கிக்கிட்டு இருக்கேன் உண்மை தெரியாத இடத்துல அந்த எண்ணமா குறுகி நிற்பீங்க அந்த சந்தேக உணர்ச்சியாதானே வா இருப்பீங்க அப்படிதானே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வந்து பல்லாயிரம் வருடங்கள் ஓடிவிட்டன ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அடைந்த நம்மளுடைய ரமண பகவானையும் உண்டு உடனே சீல் பண்ணி வச்சுட்டாங்களா இல்லையா இப்பேற்பட்ட அருமையான பொக்கிஷங்களை கொடுத்துருக்காரு அவரு தூக்கத்தை ஆராயி தூக்கத்துல இல்லாமல் போவதில்லை அப்படின்னா என்ன இந்த மனத்தோட எழுந்துக்கிறவன் தான் மனிதன் அவன் மத்தனம் எழுந்துக்கல பிரம்மாண்டமே பதிவுன்னு சொல்ற புரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் மூலமாவும் உலகமா விரான் உலகம் மூலமாகவும் இவனுடைய இருப்பும் வந்து ரெண்டும் மனத்தை தவிர அவன் தாண்ட முடியாம மனம் என்னன்னு அவன் கண்டுபிடிக்காதனால புரியுதா பிரம்மாண்டமான உலகம் மனமா இருக்குன்றது அவனுக்கு தெரியாது அதை தவிர்த்து தவிர்த்து தான் நம்மளுடைய ஆராய்ச்சிகள் இதனால் வரைக்கும் ஆன்மீகத்திலேயே நடக்கிறது கரெக்டா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நீங்கள் மற்றம் தனியாக ஆன்மீகம் விழி விழிச்சவங்களுக்கு ஆன்மீகம் நடந்துட்டுருக்கு எப்பூரா பார்த்தீங்கன்னா ஒரு அவதார புருஷர்கள் வந்த காலத்தில் மாத்திரம் துவாபர யுகத்தில் வந்து கிருஷ்ணரனால் கிருஷ்ணரால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சயின்ஸ் வந்து விளக்கப்பட்டது அர்ஜுனனுக்கு மற்றம் உபதேசிக்கப்பட்டது அப்புறம் இன்னைக்கு கேரியர் கோச்சிங் வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மை தத்துவங்களுக்குள்ள யாருமே போகல மனம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு யாருமே போகல மனம்னா என்ன நினைப்புனா என்ன நான் எப்படி மாட்டிக்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு பதில் இல்லையே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணம்னாலே என்னன்றதுக்கு பதில் இல்லையே ஸோ எண்ணம் வந்து எப்படி உங்கள் மெமரி கார்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கு உள்ள கரண்ட்டு மாத்தம் மொபைலில் இருந்து மெமரி கார்டை சுவிட்ச் பண்ணி பழைய இருபது வருஷத்துக்கு கதையாக இருக்கட்டும் நூறு வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கிற உங்க டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி இருக்கிறோம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து உடனே வாட்ஸ்அப்பில் சரக்கு சரக்குன்னு ரியல் டைம்ல அக்ராஸ் த குளோபு அனுச்சிக்கிட்டே இருக்காங்களே இல்லையா நீங்கள் வரணுன்ற அவசியமே இல்லை உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டு டாக்டருக்கு போனால் போகிறோம் இன்னைக்கு வந்து லண்டன்லேருந்தோ அமெரிக்காலேருந்தோ இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கிறது புரியுதா அதுவே என்ன ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு விஞ்ஞானம் கூட என்ன ப்ரூவ் பண்ணுறது உண்மையில் வந்து காலம்ன்றது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு காலம் இந்தியாவுக்கு ஒரு காலம் ரெண்டு காலம் இல்லை அது பன்னெண்டு மணி நேரம் பின்னாடியே இல்லைன்றதை சொல்றதா இல்லையா நம்ம முன்னாடி இருக்கோம் அது பின்னாடி இருக்குன்றது அந்த மாதிரிலாம் இல்லைப்பா இருக்கிறது ஒரு க்ஷண்தான் அது ரியல் டைம் ஒன்று இருக்கு அந்த க்ஷணம் எதுவாக இருக்கு மனமாக இருக்கு காலமே இல்லைன்னா தேசமும் இல்லைன்னு அர்த்தம் கரெக்டா தேசம் இல்லைனா காலம் இல்லை காலம் இல்லைனா தேசம் இல்லை இப்போ அமெரிக்கா பொய்த்து விடுகிறது இல்லை அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்பை அடுத்த செகண்டு வீடியோ கால் வாட்ஸ்அப் வீடியோ காலோ ஏதோ ஒரு காலில் போட்டு நீங்கள் பேசின்னு இருக்கீங்கன்னா பொய்த்து விடுகிறது இல்லை தேசத்தினுடைய டிஸ்டன்ஸ் பொய்த்து விடுகிறது இல்லை இது அந்த காலத்தில் மானசீகமாக பேசுகிறா அதுக்கு இப்போ ஆன்மீகமே என்னமா வந்து நின்றுது இருக்குது இந்த மாதிரி மானசீகமாக டெலிபதி பண்ணுறது கிளார வாயன்ஸ் பண்ணுறது கிளார ஆடியன்ஸ் பண்ணுறது ஆனாச்சி மொபைல் எடுத்து பண்ணு இதுக்கு போய் ஆன்மீகத்துக்கு போவத பைத்தியம் பைத்தியமா நீ பறக்கிறதுக்கு லெமிடேட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு புத்திய திருகு திருகு திருகு திருகுன்னு திருகி அப்படியே லெமிடேட் பண்ற மேஜிக்க வாழ்க்கை பூரா கத்துக்கிறதுக்கு இதுக்காக ஆன்மீகம் புரியுது என்ன ஆல்ரெடி பறவை பண்ணிட்டு இருக்கு ஆல்ரெடி தண்ணியில வந்து தண்ணியே அதனுடைய பிறப்பிடம் மீன்களுக்கு அப்படி இருக்கு நீ போய் மூக்க புடிச்சுட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருந்தேன் தொண்ணூத்தாறு மணி நேரம் இருந்தேன் அஞ்சு நாள் தண்ணில கடக்கிறேன் மிதக்கறேன் வேற வேலை இல்லை புரியுதா ஏதோ ஒரு ஏதோ ஒரு இனம் மாதிரி ஆயிட்ட உயிர் இனம் மாதிரி ஆயிட்ட இந்த ஜென்மத்துல உன்னுடைய திறமைகள் எல்லாத்தையும் காமிக்கிறேன்னா பிறந்த மனிதன் தண்ணில மிதக்கிறத காமிக்கிறதும் லெவிடேட் பண்ணி காமிக்கிறதும் மாயமா மறைஞ்சு போறதும் புரியுதா விட்டில் பூச்சி இருக்கு நைட்டுல இருட்டுலதான் தெரியும் அது ஒரு செகண்ட் ஆன் ஆகும் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிடும் அங்கே இருக்கவே இருக்கவே இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி மறை கூட இங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா இதெல்லாம் மனத்தினுடைய மேஜிக்கு மனம் அந்த சக்திகளெல்லாம் வச்சுருக்கு ஸோ இதெல்லாம் போய் தேடுறதுக்கு ஆன்மீகமா போய்டுருக்கு புரியுதா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இல்லை எல்லாரையும் மறையத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆன்மீகம் என்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறைபவனே எவன் வாழ்பவன் எவன் மறைவதற்கு ஆசைப்படும் அந்த மனம் எது அந்த சித்தியை அடைய வேண்டும் அந்த மேக் மேஜிக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கும் அந்த மனம் அந்த தாபம் என்ன தாபம் யாருக்கு அந்த தாபம் அது முன்னாடி இல்லாமல் இப்போ எப்படி வருது முன்னாடி இருந்துருக்கு அதனால இந்த ஜென்மத்தில் போட்டு ஊருட்டு ஊருட்டுன்னு இதுவே ஆன்மீகமாக வச்சுட்டு வேற போயின்ட்டு இருக்கு இங்க வந்து சயின்ஸை பார்க்குறோம் மனம் தான் என்ன பிரம்மாண்டமான சகலமும் திருப்பி பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா யாருக்கு பிரம்மாண்டம் எழுந்து பிரம்மாண்டமா நினைக்கிறான் கரெக்டா நம்ம தானே நினைக்கிறோம் நம்ம நினைப்புல தானே அப்படி இருக்கு அப்போ இந்த பிரம்மாண்டம் ஆகும் பொழுதே நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு கண்ணு வழியா நம்ம பார்க்கலாம் நம்ம தூண்டா இருக்கோம் நம்ம அது பிரம்மாண்டமா இருக்கு சோ கணிப்புக்கே எட்டாததா போயிட்டா மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அண்டமும் பிண்டமும் அண்டமும் அணுவும் ரெண்டும் ஒன்னேதான் ரெண்டும் ஒான் அணுனுடைய மெகா ஸ்ட்ரக்சர் அண்டம் இல்லையா பல செல்களுடைய மொத்த கூட்டமைப்பு தான் நம்மளுடைய பௌதிகரீரம் அதே போல சூக்கும சரீரம் மனம் வந்து சூக்கும சரீரம் சரீரம்னாலே டைமென்ஷன் கொண்டது எண்ணங்கள் எல்லாம் எதனால டைமென்ஷன் பெறுகிறது உங்களுடைய அறிவு அறியாம அதுல கலந்து கிடக்கு வருமா இப்போ இந்த கேள்வியில் சந்தேக உணர்ச்சி வந்தது குழப்பம் இருக்கு அதனால மனம்னா என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா என்ன குழப்பன்றது வந்து அதை அறியாத நிலைகள் ஓரளவுக்கு அதில் வந்து அட்லீஸ்ட் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது வந்து அறிவை தேடும் நிலைகள் அப்படின்னு வந்து அந்த வீரியங்கள் கூட அங்கே நான் பாவத்தினால செட் ஆகி புரியுதா இதை வந்து இது இப்படியெல்லாம் கூட விசாரிக்க இந்த நான் இந்த பாவம் எல்லாத்துக்கும் இந்த பிரம்மாண்டமான மனம் எழுந்துக்கிறதுக்கோ பிரபஞ்சம் எழுதுக்கிறதுக்கோ இல்லாட்டி தனி மனிதன் எண்ண ஓட்டங்களா இருக்கிறதுக்கோ உணர்ச்சிகளா இருக்கிறதுக்கோ கவனங்களா இருக்கிறதுக்கோ அடிப்படையில இருப்பது நான் பாவம் இத மனிதன் மொத்தம் தான் பார்க்க முடியும் ஏன்னா நானும்னு சொல்றவன் மனிதன் தான் ஒரு பறவை சொல்லல ஒரு பசு சொல்லல கல்லுக்கு அடியோட இருப்பே இல்லை இருக்கு ஆனா இல்லை இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் பூரா தோற்றமாக வந்துருக்கிறது இது எல்லாமுமே நிற்கிறது வந்து நான்னால அப்படின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான என்னன்னு சொல்வது உணர்வு வந்து நேர கையில் கொடுத்தார் இந்த நான் வந்து விசாரிக்கப்படாவிட்டால் அது மனமாக கால இடைவெளி இல்லாமல் தோற்றத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் பிறவி அதுதான் பிறவி அதுதான் மனம் பிறவிக்கு வந்திருப்பது வந்து மனம் மனம் மனம் ஏன் எழுதுன்னா நான் பாவத்தில இருந்து எழுது நான் பாவத்தை விசாரிக்கணும் இதே நான் பாவமும் அதனால் எழுந்த மனமும் இரண்டும் ஒரு சேர ஆழ்ந்த உருக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறது அது எங்கிருந்து எழுந்துக்கிறது ஆக்சுவலா உள்ளே இருந்து வருது இந்த கேள்வி எங்கிருந்து வருது உங்க மனத்தில இருந்து வருது மனம் எங்கேருந்து வருது நினைவழக்குறோம் நினைவிழக்கிறோம் நினவு வர இடத்துல நினைவு போயிடுறது நினைப்பவனே போறது பேர் மயக்கமா விழுறதுன்னு பேரு கரெக்டா மூர்ச்சித்து விழுறதுன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு இடம் பொருள் எதுவுமே தெரியாம திடீர்னு வந்து எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுறது பிளாக் அவுட் ஆயிடுறது பிளாக் உடம்பு உடம்பு தவாலும் மயக்க மட்டும் கொண்டு தண்ணி தெளித்து நினைவு கொண்டு வரும் உள்ளேந்து ஸோ உள்ளேந்து வெளில வருது அந்த நினைவு நினைவுன்றது என்னவா வரும் அவன் உடல் உணர்ச்சியோடு சேர்ந்த மன உணர்ச்சி வரும் கரெக்டா மனத்துல தான் பௌதீக உடல் இருக்கே தவிர மனத்துல தான் பௌதீக சுவாசம் கூட இருக்கே தவிர எல்லாத்தினோட ரெகுலேட்டரும் மனம்தான் பௌதீக உயிர் திருப்பி அந்த மனமே என்ன இங்கேருந்து எழுந்துக்கிறது ஏன் எழுந்துக்கிறது ஏன் இந்த நான் பாவம்னு விசாரிக்கும் பொழுது ஒரு ஸ்வரூபத்தில் போய் முட்டிப்போம் நம்ம சொல்லியோ சொரூபத்தில் போய் முட்டிப்போம் ஒண்ணும் மாதிரி இருக்கும் இந்த சூக்கும சரீரமும் அங்கே தெஞ்சு போய்டும் தேஞ்சு அழிஞ்சு போய்டும் நான் பாவமும் எல்லாமும் போயிடும் ஆனால் ஒண்ணும் இடம் மாதிரி இருக்கே தவிர அது பாழான பொருள் அது பூரணமான பொருள் அது அதுலேந்து வந்து இது எழுந்துக்கிறது இது ஏன் எழுந்துக்கிறதுன்னா இதை பத்தி நீ விசாரிக்காதனால எழுந்துண்டத பத்தி விசாரிக்காதனால அந்த விசாரணை மூலமாக எழுந்துண்டதுன்றதுக்கு ஒரு தனி அதிகாரம் இல்லைன்றதை உணர்றதுனால சரி இது எங்கேந்து எழுந்துக்கிறதுன்னு பார்க்க போனா அங்கேருந்து தான் எழுந்துக்கிறது சொரூபத்தில் போய் முட்டிக்கிறதுனால இதெல்லாம் பெரிய ஞானம் வருமா மொத்தத்துல ஏன் நடக்கிறதுன்னா விசாரிக்காத வரைக்கும் நடந்துட்டே இருக்கும் துப்பறியாத வரைக்கும் நடந்துட்டே இருக்கும் இவ்வளவுதான் ஆன்மீகம் அவ்வளோ தான் அன்பிக் துப்பறிக்க துப்பறியாத வரைக்கும் உங்களையே நீங்கள் துப்பறியாத வரைக்கும் சூப்பர் பிஷியலாக சுத்தின் இருக்கேன்னு அர்த்தம் புரியுதா ஆ இது நல்லா இருக்கு நாளைக்கு அது பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து சாயந்தரம் இப்படி பண்ணிடலாம் இப்படியே போயிட்டுருக்கோம் எதுக்கு இந்த நடுவில் நடந்துட்டு இருக்கும் டெத் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கும் நான் பாவம் விட்டு போகலையே நான் பாவத்தை விசாரிக்க தலைப்படலையே இது வந்து மொபைலில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது மொபைலில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸை ஆன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டச் ஸ்க்ரீனில் பண்ணிங்கன்னா எல்லாம் ஃபோட்டோவும் ஸூர்னு விரிக்க போகிறது இது அப்படி கிடையாது அதில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வேண்டியதாக இருக்குது உங்கள் டச் வேண்டியதாக இருக்குது உங்கள் டச்சு மூலமாக அந்த சென்சார் வந்து ஃபோட்டோஸை விரிக்கிறது வீடியோஸை விரிக்கிறது மியூசிக்கை விடிய விரிக்கிறது இங்கே எப்படின்னா ஆன்ம தான் சகலமாக நினைவுகளாகவும் இருக்குது பிரபஞ்சமாகவும் இருக்குது அது அது அதுக்கு வந்து டிப்ளஷனே கிடையாது அதுக்கு உதிப்பும் கிடையாது மறைவும் கிடையாது கூடுதல் கிடையாது குறைவும் கிடையாது தேய்தல் கிடையாது அழிதல் கிடையாது இதுவுமே கிடையாது இது எந்த விதமான இதுவும் ஆகாது பேர் ஆன்மா புரியுதா இது கூட கடந்தது தான் சூக்கும சரீனா மனம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு குளுறதுன்னு சொல்றது வந்து உங்கள் உடம்புக்கு குளிரத உங்கள் மனம் சொல்றது கரெக்டா எண்ணத்துலயா குளிர் இருக்கு புரியுதா ஆனால் இப்னடைஸ் எல்லாம் பண்ணும்போது நீ இப்போ வந்து ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல வெயிலில் கூட இப்னடைஸ் பண்ண முடியும் புரியுதா பனிப்பிரதேசத்துக்கு உங்கள் மனத்தை எடுத்துன்னு போனால் உடம்பு அங்கே போன மாதிரி ஆகிடும் உடம்புல அந்த ஃபீலிங் ஐயோ அம்மா குளிரது ரொம்ப குளிரது அப்படின்னு புரியுதா ஸோ இது எல்லாம் மைண்டோடைய மயாஜாலம் ஸோ ஆனால் இந்த மைண்டே பொய் இதுவே வாசனைகள்னால நிற்கிறது புரியுதா இந்த நான் பாவத்தினால பந்துன்னு தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து சரீரம் சரீரனுமாக எடுத்துக்கிறது அது சரீரம் இல்லாமல் இருக்க முடியாது ஒன்றும் சூக்கும சரீரம் பின்ன நிஜமாவே ஒரு நாள் இறந்த பிறகு இந்த பௌதிக சரீரம் போன பிறகு அது அல்லல் பட்டுருக்கும் சரீரம் இல்லாமல் அது அல்லல் பட்டுருக்கும் அதுக்கு தான் காரியங்கள்லாம் பண்ணுறாங்க புரியுதுங்களா அதை திருப்திப்படுத்துறதுக்கு அதெல்லாம் பாம பரம உண்மை நம்ம இப்போ எப்படி இருக்குது உண்மையும் அது வந்து எல்லாத்துக்கும் அலையிறதுன்றது உண்மை எல்லாம் உண்மை கனவு உண்மை இல்லை கனவு சமயத்தில் கனவு உண்மையா இல்லையா அந்த மாதிரி உடல் எல்லாமே அது அல்லல் பட்டுருக்கும் அதில் பலவிதமான அறிவுகள் அறியாமைகள் எல்லாம் கலந்து கிடக்கும் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல அதுனால என்ன வாங்க கொக்காந்து ஆமா ஆமா அப்போ வந்தீங்க ஆமாம் சாய்ந்தரம் வந்தீங்க ம் ஓ நீங்க எல்லாமே மனமும் அவ்வளவு சக்திங்க பயிர்களை பயிர் இது பண்றதா விளைவிக்கிறதா இல்லையே அங்க இருக்கு சூரியன் இங்க நீர்நிலைகள் ஆவியாபின் பயிர் பச்சைகளுக்கு இந்த பச்சையம் எல்லாம் உறிஞ்சப்பட்டு சக்தி சாரம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா அத போல அங்க இருக்கிற சூரியன்லயே இவ்வளவு நடக்கிறதுனா பூமி பூரா அத போல ஆன்ம பொருள் எல்லா இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லாம் அதுவே அது மேல தன்னைத்தானே மறைச்சுண்டு எழுந்துக்கிறது அது பேர் மனம் தேங்கிய அறிவு நிலைகள் மனம் உண்மையில இருப்பது ஆன்மதான் தன்னை உணர்ந்தவன் வந்து ஆன்மாவை தான் பார்த்துட்டு இருப்பான் ஆன்மாவை பார்த்துட்டு இருப்பான்றதுக்கு ஆமாம் ஆளாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான் ஆன்மாவே இருப்பான் ஆனாவே இருப்பான் ஆமாம் அது அப்பேற்பட்ட க இந்த மாதிரி இந்த பிசிக்கல் சூரியன் மாதிரி காட்சிக்கு வராத ஆன்மாவே அது சூரியன்னா உடனே உஷ்ணம்னு வந்துடும் லைட்டுன்னு வந்துடும் இப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து அந்த அடிப்படையில் தான் கேள்வியாக மாறின்னு இருக்கு அந்த உணர்ச்சி வந்து நீங்களா இருக்க வைக்கிறது இது ஆன்மா ஆன்மாதான் நீங்களாகவும் இருக்கு ஆனால் நீங்கள் ஆன்மா கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சகலமாகவும் ஆன்மா இருக்கு சும்மா உதாரணத்தை சொல்கிறேன் இந்த பாட்டில் இந்த பாட்டிலும் ஆன்மா பொருமா இந்த பிளாஸ்டிக்கும் ஆன்மா அதுக்குள்ளே இருக்கிற ஹெச்டூ இருக்கிற ஹெச்டூன்னு சொல்லப்படுற தண்ணியும் ஆன்மா அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸும் ஆன்மா பஞ்சபூதங்கள் இங்கே இருக்கு எல்லாம் ஆன்மா ஆனால் ஆன்மா இது வந்து ஆன்மா இல்லை புரியுதா ஆன்மா இதுவா இருக்கு ஆனால் இது ஆன்மா கிடையாது ஆன்மா தனியாக இருக்கு புரியுதா அதை நம்ம உணரணும் கேளுங்க ஐயா அதுதாங்க நல்லா புரியணும் அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து நேற்று வந்து பூரண ஆன்மாவாக இருந்தேள் ஆழ்ந்த பிறக்கத்தில் பரிபூர்ண ஆன்மா எல்லாருமே சகலமும் இப்போவும் கூட நீங்கள் அதுதான் ஆனால் உங்களுக்கு தெரியாத அளவுல அஞ்சு கோஷங்கள்ல இருக்கிற சூக்கும சரீரங்கள் சூக்குமம் அந்த சொல்றேனே உங்க ஸ்தூல சரீரத்தை வந்து மனம் வந்து நானுன்னு சொல்றது கரெக்டா உங்க மனம் வந்து அதுதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது அந்த எனக்கு தெரியலன்னு சொல்றதும் ஒரு எண்ணம் அது என்னத்தை சொல்றது ஆக்சுவலா எனக்கு மனம்னாலும் என்னன்னு தெரியல மனத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு இந்த எண்ணத்தினுடைய விஞ்ஞானம் என்னன்னு தெரியல இந்த எண்ணம் எழும்புறதுக்கு இந்த கேள்வியாக எழும்புற இந்த எண்ணத்துக்கு அடிப்படையாக இருக்கிற உணர்ச்சி அதுவும் சூக்கமாக சரிடும் புரியுதா அந்த உணர்ச்சியும் என்னென்னு ஃபீலிங் ஃபீலிங்கும் என்னன்னு தெரியல சரி அந்த ஃபீலிங்க்கு அடிப்படையாக இருக்கிற இப்போ அந்த கேள்விக்கு திரும்பி நீங்கள் காத்தால் அதுக்கு திரும்பி இருக்க மாட்டீங்க வேறு விஷயம் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்களே சிதறி கிடக்குறதில்ல நிறைய கவனங்கள் சிதறி சிதறி கிடந்துகிட்டே இருக்குது வையாம ஸோ அந்த மாதிரியான தனித்தனியான கவனங்கள்னு கூட எனக்கு என்னன்னு தெரியல இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக நான் பாவம் அஞ்சு கோஷங்களையும் கொண்டாடிண்டு ஒன்று வந்து தனிமைப்படுறது புரியுதா அதுவும் என்னன்னு தெரியல புரியுதுங்களா இந்த என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல என்னன்னு தெரியலன்னு அஞ்சு கோஷங்கள்ல தெரியாத தன்மை பேர் அறியாம ஒரு சைடு இது என்னன்னு நீங்க நிஜமாக விசாரிச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு தான் குரு சன்னிதிக்கு ஆட்பாட்டாகணும் நீங்கள் ஒரு சைடு சசங்கம் கேட்டுன்னு இருக்கணும் இங்கே தொடர்ந்து குரு சன்னிதியோட இணக்கம் வேணும் ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் இதுவா இல்லை இதெல்லாம் கடந்து அங்கே போய் அதுவாகவே இருக்கார் நான் சொல்கிறேன்ல இந்த உடம்புலேயும் வந்து ஆன்மா இருக்குது ஆனால் உடம்புல இருக்குது எண்ணத்தில் இருக்குது உணர்ச்சியில் இருக்குது நாட்டத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் ஆன்மா இருக்குது எல்லாமே ஆக்சுவலாக ஆன்மாதான் ஆனால் இவைகள் ஆன்மா இல்லை புரியுதா அது தனியா இருக்கு இப்ப ஸ்பேஸ்ல நம்ம உட்காந்து உங்க உடம்பையில சிவகுமார் உட்காந்துருக்கார் ஸ்பேஸ்ல சோனேஸ்வரன் உட்கார்ந்து குமரேசன் நான் உட்கார்ந்து இருக்கோம் இதுவும் இருக்கு ஸ்பேஸ் காமிச்சா இதையே காமிப்பான் உடனே உங்க பாடியை காமிப்பானா இல்லாட்டி எம்பாடியை தான் காமிப்பானா உடனே வெட்டார விலையை காமிக்கிறேன்ல அத போல அது தனியா முழுமையா இருக்கு இதுதான் வேதத்தினுடைய சாந்தி மந்திரங்கள் தெளிவா சொல்றது சாந்தி மந்திரங்கள் பூர்ணமாத அப்படின்றது அதாவது இந்த மாதிரி சூக்கும சரீரமாக தோன்றுவதற்கு முன்னால் தோற்றத்துக்கு அப்பால் இருப்பது பூரணம் புரிமா தோற்றத்துக்கு அப்பால் இருப்பது பூர்ணம் இதம் தோன்றியுள்ளவைகளும் பூரணம் அதாவது இவைகளும் ஆன்மா ஆனா இவைகள்ல கூடாது என்னப்பா புரியுதா நீங்க உடனே வந்து உங்க எண்ணத்துல வந்து பார்க்க முடியாது சிவகுமார்ன்ற எண்ணத்தை பார்க்க முடியாது அதுல வந்து ஆன்மாவை நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனா சிவக்கு எண்ணம் விலகித்துனா வழி விட்டு தானே அந்த இடத்துல ஆன்மா இருக்கும் அதுக்குதான் நம்ம வந்து உள்ள வந்து சும்மா இருக்கணும் அஞ்சு கோஷங்கள்லையும் குரு உபதேசத்தை நம்பி சும்மா இருக்கணும் அஞ்சு கோஷங்கள்லயும் இருக்கணும் எண்ணம் வந்து தானே இது இதுவும் ஆன்மா நான் இது அது வேற அப்படி இருக்கணும் புரியுதா உட உணர்ச்சி ஒண்ணு வரும் நேத்திக்கு பிரச்சனை வாரம் முன்னாடி பிரச்சனை அப்படின்ட்டு என்ன அதுவா எல்லாம் இருந்துட்டோம் அது அதெல்லாம் ஆன்மாவான் நம்பி வாழ்ந்துட்டோம் புரியுதா அதனால அது வரும் அது வந்து என்ன கிடையாது ஆன்மாதான் ஆனா இதுவே ஆன்மா கிடையாது அது வேற அது வேற அது வேறன்னு சொல்லிட்டு இவைகள் எல்லாம் அங்கங்க நிறுத்தணும் ஒரு பிரசிடென்ட் வராருன்னா அங்கங்க நிறுத்துறா இல்ல நம்ம இந்த சும்மா இருல மத்தம் அதுதான் நான் சொல்றேன் வந்து நீங்க என்ன ஏதுன்னு பாக்காதீங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க உள்ள அதுதான் உள்ள இருக்கிறதே சரி எங்க இருக்கோம்னு அதெல்லாம் ஒண்ணுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அங்கதான் இருப்பீங்க எங்க இருப்பீங்க ஆழ்ந்த பிறக்க மாதிரி இடத்துல இருப்பீங்க அது ஆன்ம பொருளே சின்ன டவுட்டுங்கய்யா இப்ப வந்து நம்ம ஆண்மால் இருக்கோம் ஹம் பட் முத்திக்கு ஆண்மாள் இருந்தாதான் வழி இல்ல முக்தனியா கிடையாது அதாவது இது வந்து அதை மறைச்சிட்டு இருக்கிறது இது உண்மை இல்லை இது எழுந்துன்றது இல்ல அஞ்சு கோஷங்களுக்குள்ள கவனம் செதறது புரியுதா நம்ம சும்மா இருந்தா உட்கார்லாம் நினைக்கிறோம் உடனே என்னது எதையோ பத்தி நினைவு வருது நாளைய பத்தி ஏதோ உரி வருது இது ஆன்மீகமே வேணுமா அப்படி ஒரு கேள்வி அடிப்படைக்கு போகும் என்னென்னமோ பொண்ணும் இதெல்லாம் என்ன வாசனைகள்னு அர்த்தம் முக்துறது முக்தின்னு ஒன்றும் தனியா இல்லை இவைகள் நிறுத்தப்படுறதுல வந்து கிளிம்ஸ் ஒரு சன நடந்தனா கூட அதுவே முக்தி புரியுதா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் முக்தின்னா வந்து இறந்த பிறகு இந்த தேகம் வந்து என்னைக்கோ வந்து எரிச்சிருவா எரிச்ச பிறகு அந்த சமயத்துலையும் உயிர் பிரிஞ்ச பிறகு பௌதிக உயிர் பிரிஞ்ச பிறகு எங்கேயோ நான் போய் எங்கேயோ வளா்த்தணும் ஃப்ரீயா அது முக்தி நீங்க நினைக்காம உங்ககிட்ட இல்லாம இருக்கிறதும் உணர்ச்சி கவனம் பாவம் இது எல்லாம் ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா நீங்க முக்தி அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்டா முக்தி அடைந்தேன் அடைந்து கொண்டே இருக்கின்றேன் அடைந்து கொண்டே இருப்பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு பிரசன் கண்டினியூவஸ்டென்ஸ் ஆஹ் அப்புறம் எதிர்கால கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன காலத்தை கடந்த விசாரத்தில் இருக்காரு பார்வையில் இருக்காரு அப்பதான் உங்களுக்கு வந்து ரிலீஃப் அப்ப அப்பவே முக்தி நம்ம இருக்க வேண்டிய முறை வந்து எண்ணம் இல்லாமல் இருக்கணும் எண்ணம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு பின்னாடி வந்து அதை எண்ணமாக மாற்றிக்கொண்டு இருப்பது ஏதோ ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சி எதுலேருந்து வரது பார்த்தீங்கன்னா சோனேஸ்வரன் பாவத்தினால சோனேஸ்வரன் ஆணு அது இது இதெல்லாம் தான் இருந்துட்டே இருக்கு எப்போ அடப்பா அது என்ன பண்றது கொஞ்சம் கவனிக்காம விட்டா டாட்டா மாறுறது இருபத்தி நாலு இமையா நாட்டம் செயல் செய்யும் போது சும்மா இருக்கிறோம் நம்ம நம்ம எண்ணம் இல்லாம அப்படியே இருக்கலாம் நம்ம செயல்ல இருக்கிறோம் அப்ப எப்படி அந்த மாதிரி இருக்கிறது அதான் நீங்க வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எண்ணம் அசைஞ்சா எண்ணம் வந்து அசைஞ்சுதானா ஆன்மா அசைஞ்சரும்னு நினைக்கிறீங்க புரியுதா அப்புறம் வந்து செயல் செஞ்சா உடம்பு அசைஞ்சு தானா ஆன்மா அசைஞ்சரும்னு நினைக்கிறீங்க ஆன்மா கவனம் வந்து செதறிடும் நினைக்கிறீங்க அப்ப கவனத்தை அங்க பதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்க வந்து அவ்வளோ சகஜமா வேலை நடந்துகிட்டே இருக்கணும் அதுக்குதான் வந்து பகவானும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாரு ராஜஸ்தான்லாம் என்ன பண்ணுவாளாம் ஒரு மைல் போய்ட்டு ஜலம் எடுத்துகிட்டு வரணுமா மேலே ரெண்டு பானை வச்சுட்டு இருப்பாளாம் ஒரு பானைக்கு மேலே இன்னொரு பானை ஸோ ரெண்டு பானையிலும் ஜலம் நிரம்பி இருக்குமா இங்கே வந்து இடுப்பில் குழந்த இருக்குமா கை குழந்த இருக்குமா இந்த லேடிஸ் ஒன்றா வம்பு அரட்ட அடிச்சுட்டு வருவாளாம் இப்போ வந்து நடக்கிறதா இல்லையா தண்ணி சிந்தித்தா தண்ணி சிந்தித்தா ஒரு ஒரு மாதம் இருபத்தஞ்சி நாள் முன்னாடி நானும் பசங்களுக்கு கிளா இது எடுத்தேன் இது ரெண்டு நிமிஷத்தில் நூற்றுக்கு நூறுமாக வாங்குறது எப்படி எப்படி உங்களை வச்சுக்கிறது அப்படின்றது எடுத்தேன் அதுங்களுக்கு பேஸ் டெக்னிக்கை சும்மா சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து இது பூரா ஜெலாம் இருக்குது இது ஒரு டம்ளர் வச்சுங்க ஒரு டம்ளரை கொண்டு வாங்க வெறும் டம்ளர் கொண்டு வாங்க இப்போ இந்த டம்ளர் பூரா அவங்க அங்கே அவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இந்த டம்ளர் பூரா ஜலத்தை நிரப்பி இதை வந்து இந்த கிரவுண்டை மூணு ரவுண்ட் சுற்றிட்டு வந்து கொண்டு வா சிந்தாம சுற்றிட்டு வா அப்படின்னா அவன் உடனே என்ன அந்த இம்மிடியாக அந்த நானுக்கு வந்து பதட்டம் வந்துடும் ஃபுல் பதட்டம் வந்துடும் ஐயோ சிந்தக்கூடாதே சிந்தக்கூடாதே சிந்தக்கூடாதேன்றதே என்னாகும் கையைக்காலலாம் கஷ்டப்பட்டு நான் வந்து தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து பார்க்கணும் அழுத்துட்டு நிற்க அப்படியே கிருப்பா பிடிச்சிட்டு சிந்தாம வரணும்னு நினைக்கும் அப்போ வந்து இங்க பார்க்க முடியாது இங்க பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுப்பான் இதே வந்து உள்ள வந்து இந்த வேறு நீ ஒண்ணுமே பண்ண இந்த டம்ளரை உள்ள வந்து நீயே இல்லை உன் பேர் என்னன்னு ஒரு குழந்தை சொல்லிட்டு பவித்ரா நீ பவித்ராதே இல்லை நீ தண்ணியும் எடுத்துக்கல ஆனா இதுல ஃபுல்லா தண்ணி இருக்கும் நான் தண்ணி வச்சு கொடுத்துட்றேன் நீ இந்த மூணு ரவுண்ட் சுத்திட்டு வா பவித்ரா சிந்தாம கொண்டு வரணும் செதராம கொண்டு வரணும் எதுவுமே கிடையாது உனக்கு வந்து ஒரே ஒரு பணி என்னென்னா இந்த கிரவுண்டை அவர் மூணு தடவை சுற்றிட்டு இந்த டம்ளரை திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அவளாதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ அவள் நீயே இல்லைன்ட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள அஞ்சு கோஷங்களில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன் அப்போ இன்னும் எஃபிஷியன்சி கூடும் இப்போ வந்து அவள் வந்து இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பார்க்கவே மாட்டா பதற்றமே இருக்காது இப்படியே எடுத்துட்டே போயிட்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் யாருடைய பேசணும்னா இப்படி பேசினா சரியா இருக்குமா தப்பாடுமோ பண்ணலாமா கூடாதா அப்படின்னு எல்லாமுமே வந்து அடிப்படை என்னன்னா ஏதோ ஒரு நாள் வந்து இந்த பாட்டில் மாதிரி இருக்கிற இந்த உயிர் உடைய போறது அந்த பிறவி பதற்றம் என்ன பிறவி பயம் பிறவிய பயம் பிறவி ஏன் நடக்குதுன்னா பயத்தினால நடந்தது பிறவி அத வந்து நம்ம இங்க யதார்த்தமா நம்ம வந்து விஞ்ஞானமாக்கி நம்ம வந்து இந்த பல்கலைக்கழகமாவே மாத்தி பன்னெண்டு வயசுல இருந்து குழந்தைகளுக்கே கத்து கொடுத்தாங்கணும் சகஜமாக வந்து இந்த நானை தவிர்த்து வாழ்க்கையில் திறம்பட எல்லாத்தையும் பண்ணணும் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது காட்டுக்கு ஓடுறதுக்கு அடியோடு கிடையாது புரியுதா ஆன்மீகம் வந்து இங்கே தான் டுவெண்ட்டி ஃபோர் பை மகரிஷியே வந்து நீங்கள் வந்தேளே ஒரு நானும் துறவும் காட்டுக்கு போய் உங்களை மாதிரி எங்கேயாவது போய் உட்காந்துட்டா குடும்பத்தை விட்டுட்டு சமுதாயத்தை விட்டுட்டு சமூகத்தை விட்டுட்டு போய் உட்காந்தா எனக்கு ஞானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய பிராரப்தத்தினால நான் ஈர்க்கப்பட்டு வந்தேன் இது எல்லாருக்கும் தேவையில்லை அவங்க அவங்க எங்கெங்க இருக்களோ அப்படின்னா என்ன இது ஒரு விஞ்ஞானமா அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு நம்மளுக்கு அதுக்கு தான் இப்ப இந்த எக்ஸாம்பிளும் ராஜஸ்தான்ல ரெண்டு குடஞ்சலம் வாயில மனசு ஃப்ரீயா அரட்டை அடிக்கிறது அரட்ட அடிக்கிறது போருமா ஊர் வந்து பேசிட்டு வரா ஒரு மணி நேரம் போறா ஒரு மணி நேரம் வரா எம்டி கூடத்தை எடுத்து போறது கூட பெரிய கஷ்டம் தானே இல்லாட்டி கையில் வேற குழந்தை அது சிணுங்க கூடாது அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இந்த கண்டினியூட்டியும் அரட்டையினுடைய கண்டினியூட்டியும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ வந்து கவனம் செதறினா கூட அதை பத்தி கவலைப்படாத அளவுக்கு நீங்க பரிச்சயம் எதுக்கு கடந்த நிலைக்கு உள்கடந்த நிலைக்கு புரியுதா அதுதான் நம்ம நோக்கம் நம்ம வந்து இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் எஃபிஷியண்டாக இருப்போம் எப்படி இந்த ராஜஸ்தானி லேடிஸு ரெண்டு குடம் ஜலத்தை எம்டியாவும் எடுத்துன்னு போயிட்டு குழந்தையோடையும் போயிட்டு அரட்டையும் அடிச்சுட்டு வராளோ அந்த மாதிரி உங்க நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருங்கோ, ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்கோ பெரிய கார்பரேட் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கோ என்னவா வேணா இந்த உலகத்தில் தொழிலாளியாக இருந்தோ கூலிக்காரனாக இருந்தோ என்னவா வேணாம் இருக்கோ இதே வந்து நீங்கள் மற்றவாளுக்கு பண்ணும்போது வந்து இந்த பதட்டம் இருக்காது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பேன் எனக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் முன்போய் கொடுத்துட்டு வாங்க சரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்க சித்தமாயிட்டேனா உங்கள் நானை வந்து ஆக்சுவலாக விலக்கி வைக்கிறீங்க அதனால அங்கே இன்னொருத்தருக்கு பண்ணும்போது கூட பதட்டம் கம்மியாகுது புரியுதா இது உன்னோட விஷயம் ஜாக்கிரதையா பண்ணுன்னு கூட தான் பதட்டம் கோர் வருது புரியுதா நான் என்னோடது நீங்கள் சென்ட்ரலைஸ் ஆ நீங்கன்னா பதட்டத்தோட உச்சிக்கு போயிடுவீங்க போருமா அது இல்லாம வாழலாம் டுவெண்டி ஃபோர் பை செவன் வாழலாம் எண்ணத்தை வந்து எண்ணு பவனா நம்மளை நினைக்காம வாழலாம் கவனிப்பவனை கவனிப்பவனா நம்மளை நினைக்காம வாழலாம் பாவமே தனி பாவமே இல்லாமல் வாழ ஆரம்பிச்சுட்டோம்னா அத்தனை உயிரினங்களும் நம்மளை சூழ்ந்து கொள்ளுமா போருமா புலியினுடைய துஷத்தன்மை எல்லாம் போயிட்டு அது பக்கத்துல ஒருக்குமா ஏன்னா உண்மை பொருள் அது விட்டு நம்ம விலகவே முடியாது இது குரு சந்நிதியில அவர் கொடுக்கிற நம்பிக்கையில இந்த சாதகத்துக்கு கூட நம்பிக்கை வரும் அதுக்குதான் வாங்க வாங்குவோம் எல்லாரையும் வாங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்க இல்லாட்டியும் சசங்கத்திலயே கேளுங்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து டிஜிட்டல் ஆக்கிடும் இது வந்து மெயினா டிஜிட்டல் யூனிவர்சிட்டி இதுக்கு கிடைக்க ஒவ்வொரு பைசா எல்லாமுமே வந்து எழுநூத்தி கோடி மக்களுக்கு சர்வ இப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் உங்களுக்கு பதில் சொல்லப்படுறதோட இமீடியட்டா இரநூறு கண்ட்ரீஸ்க்கு போகிறது இல்லை அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அங்க நடத்தப்படணும் ஒரு பறவைக்கு பறக்கிறதுன்றது வந்து ஸ்ட்ரெயினோட பண்றதா முயற்சிச்சா பண்றது உணர்வுல நம்ம இப்படி வாழலாம் கேளுமா இருக்கும்போது போது உணர்வுதான் இருக்கு சாதாரணமா இருக்கும்போது அது கஷ்டப்பட்டு தான் நிக்கணும் என்ன நினைக்கிறீங்க ஆர்ட்ஸ் வரும்போது வெளியில போறது அங்கதான் இருக்கு அதே நிலையில தான் இருக்கும் இங்க பாத்தாலும் நான்தான் இருக்கு ஆமா இங்க பாத்தாலும் சரி எந்த உக்கம்புற உணர்வு மாத்தம்தான் இருக்கு ஆமா ஒரு உணர்வு தான் வந்து மனமா கூட இருக்கு அந்த எண்ணமா இருக்கிறதும் அதுதான் ஆமா இருந்துருங்க அத வந்து நீங்க எண்ணத்தை மாத்திரம் எடுக்காம எடுக்காம ஆமாம் எஃபர்ட்டே எஃபர்ட்லெஸ் அது எஃபர்ட்லெஸ் அது ஏன்னா அது வந்து ஒரு மனிதனா இல்லை ம் புரியுதா அது இருக்கு ஆமாம் அதுல வந்து மனித மனம் வந்து நம்ம கவனிச்ச சிதறும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆடுறது வேற எங்கேயோ தாட்ஸ் போடுறது இல்லை திருமணி கொண்டு வந்து நான்தான் இருக்கு திரும்பி உள்ளே வரும்போது நான்தான் இருக்கு இல்லை திருப்பி கொண்டு உள்ள கொண்டு வர்றது கூட கிடையாது தாட்ஸ் இல்லாமல் புரியுதா உள்ளது கைய வந்து அடைச்சிக்கிறது கை எட்ஜை வந்து அடைச்சிக்கிறது தண்ணி எல்லாம் வந்து அடைச்சிக்கிறது ஐயோ தண்ணி வெளில வருது வெளில வருதுன்னு கவலைப்படுறது இது வந்து நான் வரக்கூடாது நானே இல்லை நீங்க உள்ள நான் நான் சொல்றது வந்து நீங்க சொல்ற நான் வந்து குழப்பிறது நீங்க சொல்ற நான் வந்து அகம்பாபம் உம் ஆழ்ந்த உரத்துல இருந்தது இங்க இருந்தீங்களா அந்த அதை பத்தி பேசுறேன் அதுவும் நான் தான் புரியுதா அகம் இந்த நான் கிடையாது நான் வந்துருது நான் வந்துருதுன்னு நான் வரவிதம் எண்ணத்தினாலதான் வரது ஆ எண்ணுபவனே இல்லாமல் இருந்தா தான் நீங்க எண்ணம் இல்லாமல் இருக்க முடியும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும் ஏன் வந்து பெரிய மகரிஷி பத்தஞ்சலி மகரிஷி யோக சுத்தினுடைய பஸ்டே அதான் சொல்றாரு எண்ணங்களை உதிக்க விட்டாமல் தடுப்பதே யோகம் வேற எதுவும் யோகம் கிடையாது ஏன் அப்படி சொல்லணும் அகந்தை உருவழிதல் முக்தி முக்தினாலும் யோகம்னாலும் ஒண்ணுதான் பகவான் இத சொல்றாரு அகந்தை அகம்பாவம் நான் பாவம் ஒரு முக்தி அப்படின்றாரு அவர் வந்து எண்ணங்களை ஒதுக்க விட்டாமல் தடுப்பதே யோகம் தாரு எல்லாமே ஒண்ணுதான் ஏன் எல்லாரும் சூட்சமத்து தான் சொல்றா ஆனா உலகம் என்ன பண்றது புறந்தள்ளிட்டு புஸ்தகத்தை போடுறது இல்லாட்டி வாயில வாக்கா வந்து பூஜையா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு ரிச்சுவல்ஸா பண்றது அங்க பண்றது புரியுதா தபஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னவோ திருப்பி எண்ணங்களை நடக்க முடியாது எண்ணுபவன் யாருன்னு தெரியணும் நீங்கள் ஒரு பக்தி பண்றேன்னா பக்தி பண்ணுற அந்த சுவாமி இருக்கணும் கரெக்டா அவர் மேலே அவ்வளோ பிரியமான பிரியம் இருக்கணும் அவரை சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி அந்த கோவில் பக்கத்துலேயே வாஜம் பண்ணிட்டு தினம் தினம் அவரை ராத்திரி கூட நட சாத்திட்றாளே எனக்கு டயர்டாயிடுறதே இப்படிலாம் வேற வேதனை வரும் கரெக்டா எப்ப பாரு உங்களை கோவிலில் முடியாது இப்போ திருப்பி திருப்பி எல்லா இடத்துல ரிவர்ஸ்ல வந்து நீங்கள் உள்ளதான் போய் உடுங்குறீங்க அதனாலதான் பக்தி பண்ணா கூட பக்தி பண்ணி அந்த சுவாமியை வந்தா கூட சுவாமி என்ன பண்றாரு நேர உணர்த்துறாரு பஸ்ட் நீ யாரு ஆக்கரை நீ யாரு அத பாரு சோ பக்தி பண்ணாலும் சரி வேற வேதாந்த விசாரணம் எல்லாம் பண்ணாலும் சரி வேற கர்மயோகம் பண்ணாலும் சரி ராஜயோகம் சொல்லப்படுற யோகங்கள் குண்டலினி அது இது பிராணாயாமா பிராணாயமா பிராணன் வந்து எங்கேருந்து வருது மனம்தான் பிராணன் மனம்தான் பிறப்பெடுக்கிறது நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ண பசங்க அடுத்த வருஷம் அவள் எங்க பாக்கலாம் அஞ்சாம் கிளாஸ்லதான் பார்க்க முடியும் திருப்பி நாலாம் கிளாஸ்ல அவள் இருக்க மாட்டேன்ல கிளாஸ்ல வேற முகங்கள் தானே வந்திருக்கும் அந்த மாதிரி உள்ள மனம் வந்து பக்குவப்படுத்ததுக்கோசரம் இந்த பிரம்மாண்டமான செட்டை போட்டிருக்கு ஆன்மா போட்டிருக்கு போறமா ஆன்மா விளையாட்டு மாதிரி போட்டிருக்குது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் அதெல்லாம் அனாவசியமா நீங்களா போயிட்டு திருப்பிடுதா யாருடைய பிராணம் என்னது பிராணயாமா பண்றதுக்கு எல்லாம் மனத்துல வருது அந்த மனமே யாரோடதுன்னு பாக்குறீங்க புரியுதா யார் இந்த உயிரை நினைச்சு மூச்சை விடுறவன் யாருடைய மூச்சு இது மனம் நீ சிவகுமாரா வச்சு அந்த பௌதீக தேகமா வச்சுருக்கு இந்த ஜென்மத்துல சிவகுமார்னு பேர் கொடுத்துருக்கு அது இருந்துட்டே இருக்க போறது அதை நேர போய் பார்க்கறத விட்டுட்டு சுத்து ரூட்ல அது விட்டு இருக்கிற மூச்சை பார்த்துட்டு அதுல போய் எங்கன்னு என்ன முடிவு லயமடைவள் கரெக்டா நீங்க பிராணாயமா பண்ணி என்ன நடக்க போறது பிராணாயமா எதுக்கு பண்றீங்க பிராணாயமா பண்ணவுன்னே ஒரு சொகமான ஒரு அனுபவம் என்ன ஆகும் உடம்பெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி இருக்கும் என்னமோ மனம் அடங்கின மாதிரி இருக்கும் ஏன்னா எதை லயப்படுத்தினாலும் ஒரு குழந்தைக்கு ஃபேனை போட்டால் தூங்கிடுறது இல்லை அழுதுன்னே கரண்ட் போயிடுதுன்னா அழுது இதை போட்டால் உடனே தூங்கிடுறது இல்லை அதை போல் வந்து பிராணாயமா பண்ணிங்கன்னா லயமாகும் மனம் திருப்பி வந்து முடிச்சுட்டுருமே ஃபுல்லாக பழைய வீரியத்தோடு முடிஞ்சுவேன் எப்போ பாரு பிராணாயாம பண்ணிட்டு இருப்பேளா வயசு வேறு ஐந்ருக்குமே எ எந்த நாலு மார்க்கங்களும் எல்லாம் சுத்துருட்டு சுத்துரு இதெல்லாம் கூட அகந்தையினுடைய ஒரு மாதிரி விருப்பு விருப்புகளை சார்ந்தது பொருமா எனக்கு பக்தி போறோம் அப்படின்னு திருப்பி பக்தி பண்ணி நீ வந்து யார் வந்து உள்ள கரைய போறான் எதுவாக இருந்தாலும் அகந்த கரையணுங்க தனியான நான் வந்து ஒழியணும் அது சாதாரணமா ஆழ்ந்த ஒரு ஒழிஞ்சே இருக்கு பிறப்பு இறப்புன்ற ஒரு காமெடியை வந்து நடத்துவது வந்து மனம் போருமா பொய் இது பிறப்பே பொய் அதை நீங்க வெள்ளியா போய் கேட்க முடியும் டாக்டர்கிட்ட கேட்க முடியும் உங்க உங்களை தானே பார்க்கணும் அதுவாக பிறந்தவனாக உங்களை நினைக்க வைக்கிற அந்த மனத்தை அந்த எண்ணங்கள் மூலமா தானே நம்ம நினைக்கிறோம் பிறந்தவர்களாக வாழ்பவர்களாக பிரச்சனைக்கு ஆட்பட்டவர்களாக போராடுபவர்களாக ஸோ அப்படி இருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து உதிக்கிற அந்த மனத்தையே என்னப்பா யாருப்பா நீ நேற்று ராத்திரி இல்லையாப்பா சும்மா வந்து கலட்டா பண்ணுற இது நேரடி பார்வையா இல்லையா இதுக்கு என்னத்துக்கு நாலு யோகம் வேண்டி இருக்கு ம் அவ்வளோதான் உண்மை உண்மை அவ்வளோதான் வெறும் உணர்வு மாத்திரம் வெறும் உணர்வு அது ஆழ்ந்த மாதிரி இருக்கு கரெக்ட் ஆழ்ந்த ஒன்றுமே கிடையாதுங்க எழுச்சியே கிடையாதுக்கு ஒரு எண்ணம் கிடையாது ஒரு அசைவு கிடையாது ஏன் வருது அறியாதனால உண்மையை உணராதனால உண்மையை உணர்றத்துக்கு ரங்கம் சத்குரு சந்நிதி நம்பிக்கை திடமாக உட்காந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸையும் சும்மா எருளில் கொண்டு தள்ளணும் கண்ணை வீழ்சே தள்ளலாம் முதல்ல என்ன பண்ணுங்க காத்தால ஒன் ஹவர் பண்ணுறதோ ஸோ நைட்டு ஒன் ஹவர் அது ரெகுலரை சார வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும் அப்புறம் என்னாகும் எல்லா ஸ்பெஷலியும் அது நுழைஞ்சிரும் நீங்கள் அதுக்கப்புறம் குளிக்க போவீங்க சாப்பிட போவீங்க வேலை பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் வந்து இப்போ கவனம் வந்து அதே தண்ணி எடுத்துன்னு பாரமாதிரி தான் அது மாட்டுக்கு அது எது வந்தாலும் பரவாயில்ல அந்த உள்ள உணர்வுலேருந்து நழுவவே மாட்டீங்க ஆமா ரொம்ப சகஜம் சகஜம் சகஜம் சகஜம் அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ வேலை பண்ணாலும் தெரியாது இப்ப எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் போறாத அளவுக்கு நான் காரியம் பண்ண முடியும் தொண்ணூத்தாறு மணி நேரம் காரியத்தை நான் இருபத்தி மணி நேரத்தில் பண்ண முடியும் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பண்ண முடியும் ஏன்னா நான் இல்லை ஒரு குழந்தை எவ்வளோ விளையாடினாலும் டயர்டாகது பிறந்த குழந்தை எவ்வளோ அழுதாலும் தொண்டை கட்டாது ஏன் நான் பாவம் இல்லை அதை ஸ்தூலமாக நம்ம அனுபவிக்கணும் வாழ்க்கையில் புரியுதா அது உறவுகள்லாம் என் உறவுகள் என்ன வந்து நம்மளை படுத்துட்டோம் எல்லாமுமே வந்து நான் பாவம் நம்ம கிட்ட இருக்கிற நான் பாவம் நம்ம கிட்ட மறையும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ இன்பமா இருக்கோ அவங்ககிட்ட இருக்கிற நான் பாவம் இன்னும் மறையில்லை அவங்க படுத்துறாங்க இங்கே அனுபவிக்கிறவன் இல்லை அதை புரியுதா அதை கூட இல்லை பொறுமா அப்போ வந்து யார் அடித்தா என்ன யாரை மெச்சினா தான் என்ன புகழ்ந்தாதான் என்ன நம்மளுக்கு புரியுதா அதனால் எல்லாம் எல்லாம் போய்ட்டே இருக்கும் எல்லாம் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டுருக்கும் ஆனால் தோன்றாத மறையாத பேருணர்வு நம்மளுடைய யதார்த்த நிலை அதான் நம்ம இங்கே வாழும்போது எண்ணத்தில் அனுபவிக்கிறது முக்தி உணர்ச்சியில் அனுபவிக்கிறது முக்தி கவனத்தில் அனுபவிக்கிறது முக்தி நாட்டத்தில் பாவத்தில் இதிலெல்லாம் உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிறது தான் முக்தி இதுதான் முக்தி பரம முக்தி இதுதான் அது என்ன ஆகும் அப்படியே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு நிதர்சனமா தெரிஞ்சு சூரியனாவது சந்திரனாவது காலமாவது தேசமாவது உறவாவது பகையாவது ரெண்டும் இல்லை பகை இல்லை நான் இல்லனா, உறவு இல்லை பகை இல்லை விருப்பில்ல வெறுப்பு இல்லை நாள் இல்லை இரவு இல்லை எல்லா இரட்டைகளும் மனத்தால வருது ஏன்னா இந்த பாடத்துக்கோசரம் வந்தது இந்த பாடம் முடிக்கப்பட்டு அவைகளுக்கு புரியுதா இப்ப வந்து நான் பகல் பொழுதுல உட்கார்ந்து நினைவுகளை வச்சு பேசிட்டு இருக்கோம் நான் இல்லைன்னு ஆன பிறகு ஒரு நாள் வந்து அதே மூச்சு நிக்க போறது நினைவுதான் மூச்சா வந்து புரியுதா அந்த நினைவே நினைவுக்கே நீங்க சென்சிட்டிவ் ஆயிட்டீங்க நினைவே கடந்து உள்ள இருக்கிற வெளிய பாக்குற அளவுக்கு ஆயிட்டீங்க இப்போ என்னைக்கோ மூச்சு ஒரு சேர நினைவோடு மூச்சு நின்று போச்சுன்னா இது பேர் டெத்தா புரியுதா இது முக்தி நிலை அது ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருப்போம் முக்தியே இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டி வித்த விதமாக நம்ம வந்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து போட்டு உண்மை கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஆனால் இப்போ இது நடக்கிறதெல்லாம் வந்து உடம்பை வச்சுட்டு நடக்கிற ஆன்மீகம் அந்த உடம்பாக இருக்கிற புத்தி பண்ணுறது எல்லாத்தையும் ஆன்மீகம் தேனால இங்கே வந்து எல்லாம் வந்து அனர்த்தமாக தான் போய் முடியும் போட்டா தான் போய் முடியும் நினைவுகளை ஸ்தூலமாக அடக்க முடியாது நினைப்பவனுக்கு பின்னாடி போய் நிற்கணும் நாட்டத்துக்கு பின்னாடி யாருக்கு இந்த நாட்டம் எல்லாத்துக்கும் வந்து லட்டு மாதிரி பதில் ஏற்கனவே இருக்கு எங்க இருக்கு ஆழ்ந்த வருக்கத்தில் இருக்கு என்ன நம்மளே கத்தினாலும் சரி இன்னும் தர்கத்தினாலும் சரி நெய்த்தி ராத்திரி தூக்கத்தில் இவனே இல்லை இன்னைக்கு டோஸ் வாங்குறவன் எங்க வந்தான் புதிச்சா அது பொண்டாட்டி கிட்ட டோஸ் வாங்குறோமோ ஆம்பியாங்கிட்ட டோஸ் வாங்குறோமோ உறவுகள் கிட்ட டோஸ் வாங்குறமோ நேத்திக்கு ராத்திரி இவரே இல்லை இப்ப எவரை திட்டா இல்லை இது ரோஷன் கிட்டத்தனம் தான் ஆனா மானம் நல்லது கெட்டது எல்லாம் போனோம் இல்லை பியூட்டி இல்ல அந்த உண்மையில சாஸ்வதமா உட்காரணும் அதுதான் ஆனந்தம் அதுதான் இங்கே முக்தியை அனுபவிக்கிறது ஆமா ஆனந்தம் அது ஆனந்தம் நில ஒரு பிறந்த குழந்தைகள் அப்படி இருக்கு அதுகளுக்குட உடம்புனால அசௌகரியத்தினால அழு நான் பாவத்துல அசௌகரியம் புரியுதா அதனாலதான் அந்த நான் இல்லாதனாலே குழந்தைகள் எல்லாம் நம்ம அப்படி கொஞ்சம் ஒரு குழந்தை அழுதுனா எல்லாரும் வரா அத தே அதேதான் தெய்வத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா ஆஹ் அப்படின்னா நான் பாவம் இல்லாத தன்மை வந்ததுனாலே உள்ள வந்து அவ்வளோ அவ்வளோ மங்களங்கள் வருமா போற்றப்பட வேண்டியதா ஆயிடுறது திருப்பி நம்ம போற்றுவதை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் நம்மளுக்கே தெரியும் இது வந்து உன்னதமான அதை காத்துக்கணும் அதை இது பண்ணிக்கணும் அடகாத்து வச்சுக்கணும் அதனாலதான் டுவெண்ட்டி ஃபோர் பை காத்தால வந்து பிகினிங் தான் அது எல்லாருக்குமே வந்து பிகினிங் தான் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து நான் எண்ணத்துல வலுத்து ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஆள் இல்லை ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன் தெரியல வாசனை பேசுறோம் புரியுதா ஏன் ஆர்கியூ பண்றோம் உள்ளுக்குள்ள நம்மளுக்கே யாருமே இல்லை நம்மளே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஏன் ஆர்கியூ பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வாசனை ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே என்ன பண்ணணும் சொல்லிக்கணும் எவ்வளவு பேசினாலும் கண்ட்ரோலுக்கு வந்தாகணும் இல்ல திருப்பி நேத்தி ராத்திரி இல்லை இன்னைக்கும் கொஞ்ச நேரத்தை தூங்கி போயிட்டேன் இருக்க போறதில்லை அப்படின்னு மொத்தம் அந்த நான் பாவத்தையே வந்து சாந்தப்படுத்தணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அந்த அந்த அந்த தீரத்தை வந்து அந்த புத்திக்கு கொடுத்து சத்புத்தியா மாத்துறது வந்து சத்குருவோடைய கடமை முதல் பொறுப்பே உள்ள தள்ளுறது தான் அவருக்கு அவருக்கு வேண்டியதே பிரபஞ்சத்தினுடைய ஆன்மஞானம் அது ஆல்ரெடி இருந்துன்னு இருக்கு அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு தான் வராறவர் ஞாபகப்படுத்துறாரு அவர் ஒன்றும் கொடுக்கல இல்லா இல்லாத இருந்தால் தான் கொடுக்க முடியும் அது ஆல்ரெடி இருந்துட்டுருக்கு மறந்துட்டான் என் அஞ்சு கோஷங்கள் மரதி மயமா ஆக்கிடுது அதை வந்து நம்ம எடுக்கிறோம் ரிமூவ் பண்ணுறோம் அஞ்ஞானத்தை கலையர் ஒரு பேர் தான் குரு இருட்ட கலையறாராம் எண்ணங்கள்லாம் இருட்டு உணர்ச்சிகள்லாம் இருட்டு எப்போ ஏற்பட்ட உணர்ச்சியாக தாய்மை உணர்ச்சி தான் ஒன்னுதான் முழுவா எல்லா உணர்ச்சியும் இருட்டுப்பா அப்படின்னா யாரு பரம்பொருள் தான் இங்க எல்லாம் கரெக்டா வேறு உணர்வுக்கு அந்நியமா தாய்மை உணர்வு மத்தம் எப்படி போற்றப்படுங்க ஆனா அந்த ஞானிக்கு உடம்பு கொடுத்தவா அந்த அம்மா அந்த தாய்மையும் போற்றித்தான் வாங்கணும் போற்றாம இல்லை ஆனா அந்த தாய்மையாகவும் இருப்பது பரம்பொருள் ஹம் இல்லையா அவர் தானே வந்து அந்த ஜனிக்க வைக்கிறார் ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு கரு வந்து உருவாருது பௌதீகத்தில் உருவாரு பொண்ணு மாசம் ஆயிட்டா சொல்றா இல்லை இப்பெல்லாம் என்ன கன்சீவான அந்த எக்ஸாக்ட் மோமெண்டை கூட சொல்றா மொமெண்ட்ன அந்த நாளில் சொல்லிடுறா செவென்டி டூ அந்த அளவுக்கு நடக்கிறதா இல்லையா அபிஞான அந்த அளவுக்கு முன்னேறு இருக்கு என்ன முன்னேறினாலும் எது உருவாச்சின்னு சொல்ல முடியாது புரியுதா உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது உயிரது என்ன பிரிச்சபு எந்த கேட்ஜெட்டுக்கும் ஆனா ஞானிகளை பொறுத்த இது போலி உயிர் தோன்றியவைகளெல்லாம் போலி உயிர் அதை வந்து அவன்தான் உள்ளுக்குள்ள விசாரிச்சு அதனுடைய போலி தன்மையிலேந்து தெளிவடையணும் எண்ணங்கள்லேருந்து தெளிவு அடையணும் உணர்ச்சிகள்லேருந்து தெளிவடையணும் தனி இந்த கவனங்கள்லேருந்து தெளிவடையணும் நாட்டங்கள்லேருந்து தெளிவடைஞ்சு உள்ளுக்குள்ள ஆறாமரை மெய்ப்பொருளா பார்க்கணும் மெய்ப்பொருளா தன்னை உணரணும் ஏன்னா அது வந்து மறக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் மறக்கப்பட்டு மறை மறைஞ்சி போச்சு திரும்பி கொண்டு போகிறோம் நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிறோம் விதவிதமாக ஞாபகப்படுத்துகிறோம் வெளிலேயே கிடையாது சாதக வெளியிலயே கிடையாது ஸ்தூல உடம்புலேயும் கிடையாது பண்ணுற ஜபத்துலையும் கிடையாது பண்ணுற தியானத்துல கூட கிடையாது இது கூட என்ன தியானிப்பவன் தியானம் சும்மா இரு சொல்லற என்ன வெறுமை கண்ணை மூட சொல்றோமே தவிர கண்ணை மூடாம கூட பண்ணலாம் ஆனால் வந்து உள்ள வந்து ஸ்ட்ரிக்டா சும்மா இருக்கிறது கடைபிடிக்க பண்ணும் அடுத்த பேச்சு பேசாதன்னு தாட்டை வந்து அப்படியே நிறுத்தணும் அடுத்த வார்த்தை கூட ஆரம்பிக்காத யோசனை போதா ஒரு உணர்ச்சி வந்து ஒரே புலம்ப ஆரம்பிச்சதுன்னா போறோம் போறோம் யாரு தான் பண்றது பின்ன நம்ம தானே பண்ணிக்கணும் சுரூபமாக இருந்துட்டு நம்ம இப்படி சிக்கின்னு இருந்தா எப்படி பண்றது இல்லையா தெளிவாயிடுதா முடிச்சுக்கலாமா நீங்க எதனே கேட்கணுமா ஓகே